வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினிட் சார்ட் இன்றைக்கி டே டிசம்பர் டுவெண்ட்டிய் இப்போ டைம் வந்து நைன் ஃபிஃப்டின் ஏஎம் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கில் டவுன்சைடில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் நமக்கு பிரேக்கவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் டவுன்சைட் ப்ரேக்கவுட்டுன்றனால செல் கால் ஜென்ரேட் ஆகுது ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செலட் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ எயிட்டி நைன்னு செல் கால் வந்திருக்கு டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த கேண்டில் ஸ்டிக் பிரேக்கவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஓன்லி ஆப்போசிட் கால்ஸ் வரும் கரண்ட்டில் சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரியஸ் டே அப்போ பை ட்ரெண்ட் இருந்துச்சு ஸோ டவுன் சைடு இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிடில் பிரேக் அவுட் ஆனோன்னே நயன் சிக்ஸ்டின் ஏஎம்க்கு பார்த்தீங்கன்னா செல் காலாக நமக்கு சேஞ்ச் ஓவர் வந்து கொடுக்குது ஸோ டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாக உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும் இல்லைனா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா டீடெயில்க்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் டார்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ டூ எயிட்டி ஒன் ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஒன் நாட்டி எயிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் மேலே இருக்கிற லைனா ஸ்டாப்லாஸ் லைன் இப்போ டைம் வந்து நைன் தேர்ட்டி கால் ஜென்ரேட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு டென் மினிட் நல்லா ஸ்லோவாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக இறங்கி ஃபர்ஸ்ட்டாக ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபார்ட்டி வந்தது 120 டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைட் இறங்கி ட்ரேடிங் போய்ட்டுருக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி ஒரு புட் ஆப்ஷன் பார்க்குறோம் ஃபார்ட்டி புட் ஆப்ஷன் ஸோ இது நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட் ஓகேங்களா அவுட் ஆஃப் த மணியில் நான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடில் பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு நூறுல வந்த பைக்கால் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்து ஏறி இருக்குது நீங்கள் டேரக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் ஒரு அவுட் ஆஃப் த மணி அடுத்த மணி அந்த மாதிரி வச்சு பார்க்குறதுனாலும் பார்த்துக்க முடியும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு இந்த மணி ஆப்ஷன் கூட ஷோ பண்ணுறோம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் நமக்கு பைக்கால் ஜெனட்டாக இது என்ன ஆப்ஷன் கேட்டிங்கனா 43 500 ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ த்ரீ நைன்டீனில் வந்த பைக்கால் இப்போ நமக்கு பாருங்கள் த்ரீ நைன்ட்டிக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு டேரக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறனாலும் பார்த்துக்க முடியும் இந்த சாட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹே இன் மெசேஜ் அனுப்புங்கள் இந்த சாட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ